வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபிக்க விருந்தாக ஒரு அலுவலகத்துல உயர் பதவியில இருக்கும் நபரால தனக்கு கீழே வேலை பார்க்கும் மற்ற ஊழியர்களுக்கு அநீதி கிடைக்கப்படுது அந்த அநீதிய தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் தட்டி கேட்கும் பொழுது ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம் அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் அவரை விட்டு விலகி போறாங்க அதனால அவர் எப்படி பாதிக்கப்படுறாரு கடைசியில அவருக்கு தர்மம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத சொல்ற சிறுகதை இந்த கதை இது உயர்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தர்மம் ஜெயிக்கும் என்ற சிறுகதை பாங்க கதையை கேட்கலாம் நீங்களா இப்படி அசடுங்களா இருக்கிறதுனாலதான் அந்த மேனேஜர் நினைச்சபடி நடந்துக்கிறான் கேட்க ஆள் காட்டு திருப்பாறு நடத்துறான் என்ன விஷயத்த நீயும் நளினிக்கு ஹெட் குவாட்டர்ஸ்ல இருந்து முன்னூறு ரூபாய் அரியஸ் பணம் வந்திருக்கு ஜூன் மாதமே வந்திருக்கு அவன் இன்னைக்குதான் இவளுக்கு கொடுத்திருக்கான் இன்னைக்காவது கொடுத்தானே எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் மூணு நாள் கழிச்சுதான் கொடுத்தான் விட்டடிக்கிறதுக்கு இதுல நளினிய ஜூன் மாசம் மூணாம் தேதி பணம் பெற்றதா கையெழுத்து போட சொல்லியிருக்கான் இந்த ஆசடும் ஆன்டிடேட் போட்டு கொடுத்திருக்கு ரெக்கார்ட்ல அவ கையெழுத்து போட்ட பிறகு நாம என்னடா செய்ய முடியும் அவ இன்னைய தேதி போட்டிருந்தாலும் அதுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நளினி கண்ணீர் விட்டாள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் என் போன மாசம் ஆஸ்பத்திரியில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அப்போ நான் பணத்துக்காக நாயா அழஞ்சேன் நாம எல்லாருமா சேர்ந்து மேனேஜர் பண்ற அயோக்கியத்தனத்தை எம்டிக்கு தெரியப்படுத்துவோம் ஊழியர்களுக்கு வந்த பணத்தை ஆறு மாசம் கையில வச்சிருந்துட்டு அப்புறமா கொடுக்கறான் இது முதலாவது கம்ப்ளைண்ட் ரெண்டாவது ஒரு சீரியஸ் கம்ப்ளைண்ட் ஊழியர்கள் கிளர்க்கிடம் கையெழுத்து போட சொல்றான் இதெல்லாம் வச்சு ஒரு ஜாயிண்ட் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் எதற்கு சேகர் வம்பு பேசாம போடுவோம் என்றார் சின்னயன் மொட்டை பெட்டிஷன் போடுறத விட ஒரு பேடித்தனா இருக்க முடியாது நீ விஷயம் அறியாத பையன் என்னோட இருபது வருஷ சர்வீஸ்ல மொட்டை பெட்டிஷனை பற்றி எதுக்கு சொல்றேன்னா ஷேகர் அவரை மேற்கொண்டு பேசவிடவில்லை ஆல்ரிட் நானே என் சொந்த கையெழுத்த முழுசா போட்டு எம்டிக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா ஒன்னு என்கொயரி வரும்போது நீங்கெல்லாம் நடந்தத சொல்லணும் மேஜர் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யவில்லை தனிப்பட்ட மனிதர் எவரும் நளினி மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சுதான் எழுத போறேன் தலைமை குமாஸ்தா கும்பலில் பிரதிநிதி போல் பேசினார் சேகர் வேற எந்த விஷயத்துல எங்களை இந்த விஷயத்துல சத்தியமா நீ நம்பலாம் என்கொயரி வரட்டும் புட்டு புட்டு இரண்டு ஓடின சகாக்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு போனான் தலைமை குமார்த்தா அவனை கட்டி தழுவினார் சபா சேகர் உன் பெட்டிஷனுக்கு உக்காரன்னு மரியாதைக்கு கூட சொல்லாத மனுஷன் இப்ப போன உடனே எழுந்து உக்கார சொல்றான் ஏதோ நடக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல வேலை அந்த ஜால்ரா ராமநாதம் பையன் இங்க இல்ல என்ற பீடியோட டெலிபோன்ல பேசுறதும் போது உங்க பேத்திய மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போனதை அபிஷியல் கான்ட்ராக்டா எழுதுன அவ்வளவுதான் மற்றபடி நான் ஒண்ணுமே செய்யல எல்லாம் இந்த ஷேகர் பையலோட ஏற்பாடு என்று சொல்லிக்கிட்டே இருந்தான் சம்திங் நடக்குது நீ இந்த மட்டும்பக்கியக்க முடியசாமிட்டுலிபோன்லயே புகார் விவரங்களை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்றாருன்னா ஏதோ சதி நடக்குதுன்னு அர்த்தம் ஒரு மாதம் ஆகிவிட்டது மேனேஜர் தைரியமாக காட்சியளித்தார் சேகரிடம் கூட தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மாதிரி பேசினார் முத்துசாமி மேனேஜருடன் சேர்ந்து கொண்ட அநியாயத்தையும் விவரிக்கும் புதிய புகாரை சேர்த்து கம்பெனியின் ஒவ்வொரு டைரக்டருக்கும் அனுப்பினான் இதை அவன் அனுப்புவதற்கு முன்னதாகவே தெரிந்து கொண்ட மேனேஜர் அவனை பழிவாங்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவன் எழுதும் குறிப்புகள் ஏனோதானோ என்று இருப்பதாக மெமோ கொடுத்தார் அப்பாவுக்கு உடல் நலம் அவன் போட்ட லீவை சாங்ஷன் செய்யாமல் அவன் ஒரு சம்பளத்தை பிடித்தார் அவனுக்கு சம்பந்தமில்லாத அனுபவம் வேலைகளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்ற சார்க்கில் கொடுத்து அவன் தன் திறமையை பெருக்கிக் வேண்டும் என்று இரண்டாவது மெமோவையும் கொடுத்தார் அதே சமயம் தலைமை குமார் ஒருபவர்கள் முன்னதாகவே உட்கார்ந்தார்கள் சேகர் பொறிகளங்கி போனான் முதியவர் முத்துசாமி ஆறுதல் கூறினார் கவலைப்படாத கண்ணா கடைசி படிக்கட்டுதான் கஷ்டமான படிக்கட்டு தர்மம் ஒளிஞ்சு போன மாதிரி தோணும் கடைசில அதுதான் ஜெயிக்கும் சேகர் தன் புகாரை பற்றி மீண்டும் டேரக்டர்களுக்கு நினைவுபடுத்தினான் விசாரணை இல்லை என்றால் அரசாங்கத்திற்கு விடுமுறை போய்விட்டார் விசாரணைக்குழு முன்னால் தான் டாக்சியில் போனதாகவும் மேனேஜருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அசிஸ்டன்ட் மேனேஜர் தங்கபேலு சத்தியம் செய்தார் ஜூன் மாதத்திலேயே பணம் வாங்கிவிட்டதாக நளினி உறுதி கொடுத்தாள் சாடினான் வீரத்தை காட்டுறதுக்காக நீ இதையாவது எழுதுவே நாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வாயில மண்ணை போட்டுட்டு உன் சேரணும் நீ பெரிய வீரனாகணும் அப்படித்தானே என்றான் குமாஸ்தா துறை சேகர் இரண்டு நாட்களில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் அந்த நிறுவனம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதன் பங்குதாரர்கள் அனைவருக்கும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றி விசாரிக்க கடிதம் எழுதினான் முத்துசாமி வழக்கப்படி தர்மம் ஜெயிக்கும் என்று ஆறுதல் கூறினார் ஒரு மாதம் ஓடி இருக்கும் ரிட்டைரான முத்துசாமி அவனை தேடி வந்தார் சேகர் உனக்கு விஷயம் தெரியுமா நீ எழுதின லெட்டருங்களை வச்சு ஜெனரல் பாடிய கூட்டிருக்காங்க இனிமே தில்லு நடக்காம இருக்கிறதுக்கு பல சட்ட திட்டங்களை வகுத்திருக்காங்க மேிட்டது நீ எ உன்ச்சனைய தீர்க்கல தொண்டைக்குள் ஏதோ ஒன்று அடைப்பதை பொருட்படுத்தாமல் அது போகட்டும் சார் நம்ம ஆபிஸ் இப்ப இப்படி இருக்கு என்று சொல்லி பேச்சை மாற்றினான் சேகர் புதிய மே நேர்மையானவரா பழையத்திலும் கிடையாதா ஆபிஸ் நியாயஸ்தலமா நடக்குதான் கடைசியில நான் சொன்ன மாதிரி தர்மம் ஜெயிச்சிடுச்சு என்று சொல்ல வார்த்தையை வாய்க்குள்ளேயே ஜீரணித்து அதன் அஜீரணத்தால் திக்கி திணறினார் முத்துசாமி சும்மா சொல்லுங்க சார் கடைசியில தர்மம் ஜெயிச்சிடுச்சு ஆனா தர்மவா தோர்த்துட்டான் சரிதானே முத்துசாமி கண்களை துடைத்து